அனைவருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கனா மே செவன்டீன் டைம் வந்து 9.15 am, ஏஎம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒன் மினிட் ஆக போகுது இப்போ ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் போகும்போது கரெக்டாக நமக்கு ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த சார்ட் வந்து எவ்ரிடே வந்து உங்களுக்கு கேண்டில்னுடைய மூவமெண்ட் அனலிஸ் பண்ணும் அனலிஸ் பண்ணிவிட்டு அதை என் செட் பிரேக் அவுட் அந்த பிரேக் மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும் ஸோ ப்ரியஸ் டே க்ளோசிங் அப்போ செல் கால் வந்துச்சு இன்றைக்கி நமக்கு ஓப்பனிங்கில் அப்பர் சைட் பிரேக் அவுட் அதனால் பை கால் வந்து ஜெனரட் ஆயிருக்கு பைக்கால் வந்திருக்கின்றனால நமக்கு கேண்டிலுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா கிரீன் கலரில் ஜெனட் ஆகுது ஸோ நம்ம கேண்டில் கலர் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஸோ ஃப்ரீ ஃப்யூச்சர் ட்ரேடருக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து 33.8.31 த்ரீ எயிட் தேர்ட்டி இப்போ அந்த பாயிண்ட்டில் தான் ட்ரேடிங் போது என்ட்ரி எடுக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடர் தந்திங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரெட் என்ன ஷோ பண்ணுன்னா தேர்ட்டி இருக்கு ஸோ ஒரு எயிட்டி டு எயிட்டி பாயிண்ட் கிட்ட இருக்குது ஸோ அந்த எயிட்டி பாயிண்ட் பிரேக் அவுட் கிடைக்காறதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சார்ட்ல நமக்கு ரொம்ப சிம்பிளான வேலை தான் எப்படினு நீங்க இந்த மாதிரி வீடியோ பாக்கிறீங்களா ஸோ எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்க போகிறீங்க அதுவே உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ் கம்ப்ளீட் டீடெயில் கொடுத்துரும் இல்லை அதில் வர ட்ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போ மார்க்கெட் ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே கிரீன் கலர் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது நம்ம ஸ்ட்ராட்டஜி படி உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி படி அப்ளை பண்ணி அதை வச்சு நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம் இது ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சிக்கணுன்னாலும் இந்த சார்ட்டை பயன்படுத்தி ஒரு supporting டூலாக யூஸ் பண்ணி உங்களால் இதை வச்சு ஓன் ட்ரைட்ஸ் பண்ண முடியுன்றது தான் சிம்பிளாக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதில் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு டூ மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி நைன் பெர்சென்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா அச்சீவ் ஆயிருக்கு இன்னொரு டூ பாயிண்ட் ரைஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்ட் பிரேக் ஆகும் வெயிட் பண்ணி பார்ப்போம் பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு செவன் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் வந்து கொடுக்குது தேர்ட்டி ரேஞ்ச் கிட்டக்க பிரேக் வந்து கிடச்சிருக்கு மோர் தன் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் பார்க்குறோம் 33,500 த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ கால் ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்காண்டி இந்த சார்ட் ஷோ பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மணி ஆப்ஷன் இந்த மணி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஓப்பனான ஒன் மினிட்ல ஃபைவ் தேர்ட்டி செவனில் பை கால் அது வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸோ இப்போ ஃபைவ் எயிட்டி ரேஞ்ச் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு டைரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஆப்ஷனில் டேரக்ட் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இல்லை ஃப்யூச்சர் பார்த்து ட்ரேட் பண்ணலாம் இப்போ நம்ம நிஃப்டி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்க போகிறோம் ஸோ நிஃப்டி சார்ட் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபிஃப்டீன் ரேஞ்ச் ட்ரேடிங் வந்து போகுது நமக்கான இதில் பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் நயன் டுவெண்ட்டி ஃபோரில் ஓப்பனான ஒன் மினிட்ல ஜென்ரேட் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆனது ஃபிஃப்டீன் நயன் சிக்ஸ்டி ஃபோர் ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஒரு டென் மினிட்ஸில் நைன் சிக்ஸ்டீனுக்கு கால் ஜன்ன்டம் நைன் டுவென்ட்டி ஃபைவ்க்கு பிரேக்கவுட் வந்து கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் அரக்ட்டை ஸோ ஒரு நிஃப்டி சார்ட் பார்க்குறது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நீங்கள் நிஃப்டிலேயே இந்த மாதிரி உங்களால் சார்ட் அப்ளை பண்ணி கால்ஸை வச்சு ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ